வணக்கம் பேங்க் நிஃப்டி ஒன் மினிட்ஸாக டெய்லி ஒரு live மார்க் calls, கால்ஸ் எப்படி வருது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இதில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக calls வந்து ஜென்ரேட் ஆகும் ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்துடும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு க்ரீன் சிக்னல் ஸோ இது வந்து ஒரு பை கால் அதே red சிக்னல்னால் sell call 41.390 தான் நம்ம எண்ட்ரி பாய்ண்ட் ஃபஸ்ட் டாரெட் 493 நைன்ட்டி த்ரீ அதாவது ஒரு ஃபஸ்ட் டாரெட் ஹண்ட்ரட் பாயிண்ட் வரும் செகண்ட் டாரெட் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே வரும் ஃபர்ஸ்ட் டாரெட் தான் நம்ம எப்பயும் சேஃப்டி ஆயிட் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் செகண்ட் டாரெட் ஒரு ஆப்ஷனல் தான் ஸோ ஒரு நைன்டி ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா டெய்லி நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு மார்க்கட்னுடைய மூவமெண்ட் ரொம்ப ஸ்லோ தான் ரொம்ப ஸ்லோவான மூமெண்டம் தான் இன்றைக்கி கூட ஆக்சுவலி இப்போ லாஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் கேண்டில் மேலே கீழே போய்ட்டு வந்துச்சு அதில் நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரெட் ஆகிருக்கு இது எப்படின்னா மார்க்கட்னுடைய மூவமெண்ட் எந்த சைடு இருக்குது இப்போ மார்க்கட் மேலே வந்துட்டே இருக்குன்னா அப்பர் சைட் ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா பை கால் டவுன் சைட் ப்ரேக்கவுட் ஆச்சுன்னா செல் கால் அது நாங்கள் ஒரு பிரேக் அவுட் லெவல் செட் பண்ணியிருக்கோம் அந்த லெவல் வரும்போது நமக்கு கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே ஜென்ரேட் ஆகும் ஸோ இது ஒரு கேன்ஸ்டிக் பிரேக் அவுட் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ இது ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்னுடைய மூமெண்ட்டோடையே வர்ற மாதிரியே செட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒன் மினிட் சார்ட்ல பார்க்குறதுனால நமக்கு நல்லாவே அனலைஸ் பண்ணும் கேண்டல்னுடைய பக்கத்துலேயே வந்துட்டே இருக்கும் நல்ல ஒரு மூவ்மெண்ட் சின்னதாக கிடைச்சா கூட நமக்கு அந்த ஸ்பார்க்கை யூஸ் பண்ணி கால்ஸாக கொடுத்துரும் அப்படி நமக்கு கிடைச்ச கால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக போச்சு ஒரு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் ஆக்சுவலி மூமெண்ட்டே AFTER 12 தான் மூவமெண்ட் ஸ்டார்ட் ஆகி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேல வந்தாலும் ஃபார்ட்டி ஒன் ஃபோர் நமக்கு ஃபஸ்ட் டாரெட் வந்து 493 நைன்ட்டி த்ரீ அது வந்து ஃபார்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரடுன்றது ஒரு ரவுண்டான ரேஞ்ச் மாதிரி அந்த ரேஞ்ச் BREAK OUT பண்ண தான் ரொம்ப மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆச்சு கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் மேலே ட்ரேடிங் போயிட்டு அப்புறம் தான் ஃபஸ்ட் டாரெட்டே ப்ரேக் அவுட் வந்து பண்ணிச்சு ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு கிடைச்ச கால் வந்து டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணுச்சு ஒன் ஹவர் மூமெண்ட் கிடச்சதுனால மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு அதுலேயும் நமக்கு அவுட் ஆஃப் த மனி சார்ட் 41,500 ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் தேர்ஸ்ட் டே எக்ஸ்பைரி நாளை கழிச்சு அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகிருக்கு ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட் இறங்கிட்டு தான் மேலே வந்துச்சு டூ ஹண்ட்ரட் அது பாருங்கள் கரெக்டாக டுவெல் ஃபிஃப்டீனுக்கு டூ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் ஒரு 12.50 ஃபிஃப்டி ஒன் தான் நமக்கு மார்க்கெட் கொஞ்சம் மேலே போய் டூ டென்னுக்கு மேலெலாம் போச்சு ஒரு 40 பாயிண்ட் கிட்டக்கு மொமெண்டம் கிடச்சிருக்கு சோ டேரக்டாக அந்த மாதிரி ஆப்ஷன் சாட்டை வச்சும் பார்த்துக்கலாம் இல்லை நான் ஃபியூச்சர் பார்த்துட்டு உங்களால் எந்த ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அந்த ஆப்ஷன் சார்ட்டை வாங்கியும் ட்ரேட் பண்ணிக்கலாம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் ஜஸ்ட்டு இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை பார்ப்பீங்க கால்ஸ் வரும் அதை பார்த்துட்டு உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போடுவீங்க இது மேனுவல் ட்ரேடிங் ஆட்டோ ட்ரேடிங்னா உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்டை கனெக்ட் பண்ணி கொடுப்போம் அதுவே ஆட்டோமெட்டிக்காக ட்ரேடிங்ஸ் வந்து எடுக்கும் இது நீங்கள் ஒம்பதை முன்னாடியே ஆர்டர்ஸ் பன்ச் பண்ணி வச்சுருவீங்க எத்தனை லாட் பண்ணணும் பேசிக் டீட்டெயில் எல்லாமே ஸோ இந்த மாதிரி ரெண்டு ட்ரேடிங்கும் ஒரு பாசிபிளான ஒரு விஷயந்தான் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க தேங்க் யூ